பூக்கள் பூக்கும் தருணம் ஆறு உயிரே பார்த்ததாரும் இல்லை புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே நேற்று வரை நேரம் போகவில்லை உனதலே நேரம் போகவில்லை எதுவும் பேசவில்லை இன்றே வார்த்த தேவையில் வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசுவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று விதவில் தூங்கும் இதன் ஐவ தோட்டம் போக்குறே இதய முழு கை இருக்கும் தயக்கம் எங்க கொண்ட நிறுத்தும் இதய எங்கு கிடைக்கும் விளக்கம் அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் முதலே